என்னை தலைவர் தெரியுமா நீல நிற கரை போட்ட வெள்ளை கைத்தறி சேலை சுருக்கங்கள் நிறைந்த முகம் கருணை பொங்கும் மொழிகள் ஆம் அன்னை தெரசா தான் என்னை தலைவர் என்ற தலைப்பில் அன்னை தெரசாவை பற்றி பேச வந்துள்ளேன் ஏற்றம் பெற கல்வி தந்தாய் எளிமைக்கே இலக்கணமாய் வந்தாய் சேவை கென்றும் நீ தான் தாய் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் அன்னிதரசா முதன் முதலாக அந்த குடிசை பகுதிக்குள் நுழையும் போது அவர் வெறும் ஐந்து ரூபாய் பணம் பல்லாயிரணக்கானோர்களுக்கு அவர்களின் கடைசி காலத்தில் கருணை இல்லமாக இருந்தது ஏழை மக்களுக்கும் அனாதைகளுக்கும் தொழு நோயாளிகளுக்கும் இதில் எய்ட்ஸ் மற்றும் காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல்வாழ்வு மையங்கள் இலவச உணவு வழங்கும் இடங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான ஆலோசனை திட்டங்கள் அநாத இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆகியவை அடங்கும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொது சேவைக்கான இந்திய அரசின் பத்மாசிரி விருது வழங்கப்பட்டது அது மட்டுமின்றி ஆயிரத்தி நோபல் பரிசும் வழங்கப்பட்டது இவரின் இடையூறாத சமூக தொண்டை கௌரவிக்கும் விதமாக தொள்ளதில் இந்தியாவின் சுமார் நாற்பத்தி ஐந்து வருட காலம் சமூக பணியில் மிகுந்த போர் ஈடுபட்டு வந்த அன்னை தெரசா ஆயிரத்தி ஆண்டு இதய நோயால் பாதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கல்கத்தாவில் உயிர் நீத்தார்